ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் விர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீம் சரி ஒர்க் பண்ண சாஃப்ட் சில சாரீஸ் உடைய கலெக்ஷன்ஸ் தாங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வந்து இருக்குங்க அண்ட் கலர்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸில் எஸ்பெஷலி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபர்ஸ்ட்டு சூப்பரான கலர் காம்பினேஷன் பாடி ராயல் ப்ளூங்க full away neem zari thanghe. pallu liyum zari body liyum varak kudu yadam zari full name zari work pallu and blouse pastel shade inga. so here's pastel shade neem zari yabdi yingeti zari and thread twist pannit make ponder thangg neem zari adil zari yum irukkwum thread um irukkwung indi sari zuri price 5400 only 5500 rupai மட்டுமேங்க சேம் பேட்டனில் நெக்ஸ்ட் சேரீ நம்ம பார்க்குறோம் பிங்க் வித் ராயல் ப்ளூ காம்பினேஷன் பாடி பிங்க் கலருங்க பளு அண்ட் ப்ளவுஸ் ராயல் ப்ளூங்க ஃபுல்லாகவே இதுவும் நேம்சரி தாங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் பழுவில் வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே நேம்சரி ஒர்க்குங்க ப்ளவுஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சாரிலையுமே பிளைனாக இருக்குங்க அண்ட் கான்ட்ராஸ்டாக இருக்கும் இந்த சாரீஸுடைய ப்ரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஐயாயிரத்தி நானூறுபாய் மட்டுமேங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாரீ புக் பண்ணலாங்க சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் புக் பண்ண சொல்லி உங்களுக்கு கிடைக்கலை ஆல்ரெடி சோல்டு இல்லை வேறு கஸ்டமர் புக் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க இதை விட பெஸ்ட்டான சாரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைக்கும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் குரூப் அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிச்சதை விட பெஸ்ட்டான ஒரு சாரியே கிடைக்குங்க இப்ப நம்ம பார்க்குறது டாப் அண்ட் பாட்டமில் டிஷ்யூ பார்டர் இருக்கக்கூடியதுங்க சேம் டைப் தான் பலூன் பிளவுஸ் ஹாஃப் ஒயிட் பாடி டார்க் நேவி ப்ளூங்க பாடி வந்து டார்க் நேவி ப்ளூ கலரில் இருக்கும் புட்டாஸ் வந்து ஆல் ஓவர் பாடி வருதா அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் பின்னாடியே ஓப்பன் பண்ணி காட்டுறோங்க ஸோ நீங்கள் அதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் என்னடா சேம் கலர் காட்டுறோம் நினைக்கிறீங்களா இங்க என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னா புட்டால வரக்கூடிய அந்த கலர் தாங்க பாடியில வரக்கூடிய புட்டா கலர்ல சேஞ்சஸ் இருக்குங்க அதனாலதான் எல்லாமே ஓபன் பண்ணி காட்டும் உள்ள புட்டா பாக்குறீங்க கஸ்டமர்ஸ் ரீசேலர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாங்க சப்போஸ் கால் பண்ணி தான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வர்ணா சப்போர்ட் நம்பர் அதாவது கஸ்டமர் கேர் நம்பரும் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாங்க அது தவிர வேறு எந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்கனாலுமே அங்கே கால் அட்டன் பண்ண மாட்டாங்க இப்போ நீங்க பாக்கிறது எல்லோ எல்லோ பாடி இதல வந்து பட்டர்ஃபிளை நேம்ஸ் பல்லு அண்ட் பிளவுஸ் நேவி ப்ளூ கலருங்க மேங்கோ எல்லோவா இருக்கும் சேம் டைப்ல நெக்ஸ்ட் ஒரு கலர் பார்க்குறோம் சூப்பரான பிங்க் அண்ட் பேம்பினேஷன் பாடி பிங்க் கலருங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பெய்ஜ் கலர் சேம் பட்டர்ஃபிளை டிசைன் இதுல என்ன அப்படினா, பல்லுல வந்து கோல்டு சரிங்க பாடியில் மட்டுமே நேம் ஜரிங்க் சைடு காட்டிடுறோம் இதுலயுமே பிளவுஸ் போர்ஷனும் தெரியுங்க இந்த சாரியுடைய லென்த் 6.2 பாயிண்ட் டூ மீட்டர் இன்க்ளூடிங் பிளவுஸ் வித் தாரி 45.5 ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ்க்கு அபவ் இருக்குங்க பிளவுஸ் லென்த் செவன்டி சென்டிமீட்டருங்க ப்ளவுஸோடைய வித்துமே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த பட்டர்ஃப்ளை நீம்சரி சரியில் பல்லூல வரக்கூடியது கோல்டு சரி பாடியில் வரக்கூடியது மட்டுமே நீம்சரிங்க இந்த கலர் வயலட் பல்லஸ் ல் கலர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஹாப் ஒயிட் வித் டீல் ப்ளூ கலர் பாடி ஹாஃப் ஒய்டுங்க பல்லுவன் பிளவுஸ் டீல் ப்ளூ எங்கள்கிட்ட சிங்கிள் சாரீ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க சிங்கிள் சாரீலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரினால் மட்டும் ஒன் ஆர் டூ சாரீஸ் மட்டுமே ப்ரொவைட் பண்ண முடியுங்க இதே ப்ரீபேமெண்ட் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வேணாலும் நீங்கள் ப்ரீபே பண்ணி வாங்கிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எங்கள் ப்ராடக்ட்ஸ் டெலிவர் பண்ணிகிட்ருக்கோங்க Cash ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருங்க அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணால் மட்டுமே Cash ஆன் டெலிவரி புக் பண்ண முடியுங்க தென் சாரீ பார்சல் வரும்போது நீங்கள் சாரியோடைய அமௌண்ட்டு மட்டுமே நீங்கள் கேஷாக கொடுத்தா போதுங்க இப்போ நம்ம பார்க்கறது கிரீன் வித் பேஜ் காம்பினேஷன் இதில் ஃபுல் ஃபுல் நேம்ஸ் எறீங்க பாடியில் வரக்கூடிய புட்டாஸ் அண்ட் பல்லூல வரக்கூடிய எல்லாமே நேம்ஸ் அறியங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் அவைலபிளாக இருக்குங்க international shipping ஷிப்பிங்னா shipping charges மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நீங்கள் எந்த கண்ட்ரின்னு சொல்லி எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீஸ் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வெய்ட் பொறுத்து நாங்கள் ஷிப்பிங் சார்ஜஸ் சொல்லுவோங்க ஸோ நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சில்க் காட்டன் கலெக்ஷன்ஸும் நம்ம சண்டே போட்டிருந்தோம் ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வரவேற்புங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தேர்ட்டி சாரீஸ் போட்டோம் தேர்ட்டி சாரியுமே சொல்டுங்க ஸோ அந்த நைட்டுக்குள்ளேயே தேர்ட்டி சேரீ எல்லா சேரீயுமே சோல்டாயிடுச்சுங்க அந்தளவுக்கு உங்கள்கிட்ட இருந்து வரவேற்பு ஸோ கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே அந்த கலெக்ஷன்ஸ் வந்துடுங்க ஸோ எல்லா வகையான கஸ்டமர்ஸையும் திருப்திப்படுத்துறது நம்மளுடைய வேலை இப்போ நீங்கள் பார்க்கறது பாடி ராயல் ப்ளூ பழுவன் ப்ளவுஸ் ஹாஃப் ஒயிட்டுங்க இதே வந்து லோ பட்ஜெட் சரியில் உங்களுக்கு வேறு கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சஜஷன்ஸ் கொடுங்க நாங்கள் அதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறோம் அதை அனலைஸ் பண்ணி நாங்கள் எங்களால் முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுவோம் எப்பவுமே நாங்கள் சொல்கிற ஒன்று தான் எப்போவுமே உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்காக நீங்கள் கேட்கறத நாங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து பர்பிள் பாடி பல்லுவ பிளவுங்க இதுலையுமே பல்லூல வரக்கூடிய கோல்டு சரி பாடியில் வரக்கூடியது நீம் சரிங்க எஸ்பெஷலி இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்போ காட்டிட்டு இருக்க இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாரியுமே ஸ்டாக்கே ஆகறது இல்லைங்க எப்ப இந்த சாரி போட்டாலுமே உடனே என்ன ஆயிரும் அப்படின்னா சோல்ட் ஆயிரும் இப்போ நீங்கள் பார்க்குற பழுவன் பிளவுஸ் பேரக்ரீன் பாடி லைட் சிமெண்ட் கலருங்க பாடியில் வரக்கூடியதும் சரி பழுவில் வரக்கூடியதும் சரி நீம் சரி ஒர்க்குதாங்க ஸோ லோ பட்ஜெட் சரியில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சில்க் காட்டன் அதாவது கோட்டா காட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோட்டா காட்டன் சாரீஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் இன்னும் வேறு ஏதாவது ஏதாவது சாரீஸ் வந்து போடலாம் அப்படின்னு எதாவது சஜஷன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கொடுக்கலாங்க ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ பேர் நிறையா சஜஷன்ஸ் ஒரே கலெக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்களோ அந்த கலெக்ஷன்ஸை நம்ம இமீடியட்டாக நம்ம யூடியூப் சேனல்லே போடலாங்க இப்போ காட்டுறது பாடி வந்து ஹாஃப் ஒயிட் பழுவன் ப்ளவுஸ் கிரே கலருங்க ஸோ ப்ளவுஸும் காட்டியாச்சு நம்ம இப்போ எல்லா சேரீமும் ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம ரேண்டமாக வச்சிடலாங்க எல்லா சாரீஸுமே ஹேண்ட்லூம் மேட் ப்யூர் சில்க் சாரீங்க மார்க் டேக்கோடு தான் உங்களுக்கு கிடைக்கும் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணுங்க உங்களுக்கு எத்தனை சாரி வேணுமோ அத்தனை சாரி பிச்சர்ஸ் அனுப்பி நீங்கள் டூ சாரீஸ் வேணுன்னா டூ சாரி வேணும் த்ரீனா த்ரீ வேணும் இல்லை த்ரீ அனுப்பி இதில் எது ஒன்று இருந்தாலும் ஒப்போதும் அப்படின்னாலும் தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் புக் பண்ணலாங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்